ba adu kodad ba kada da orede but rendalo so adra vasle adi tan park nunda all ya ishta padana irpa ulaka pidicha alle alle kere kere telle telle telle to the moral of the story is kala kalpa alle alle kavale ala